வணக்கம் நண்பர்களே பெரிய மீனாக பிடிக்கிற இந்த உலகத்தில் சின்ன மீன் கிடைச்சாலே போதும் அப்படின்னு சின்ன மீனாக புரைக்க போடுற இந்த குழந்தைய ரெஸ்பெக்ட் பண்ணி லைக் படுங்க நண்பர்களே